யார ஒரே ஒரு வாலன்டியர் ஸ்டேஜுக்கு வரணும் பேர் என்னமா ரிஸ்வானா காலையில கனவு ஸ்டேஜ் ஏறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் கூடும் புது நோட்டு ஐநூறு போமா போமா நெஜான் ஓட்டல் எல்லாருக்கும் ஒரு வாட்டி தூக்கி லைட் வயிறு ஏறிதா ஐயோ நம்ம போயிருக்கலாமே தோணுதா நான் என்ன ரிஸ்வானா வா நான் ஒரு வாலியர் கூது வந்தது வாய்பு எாருக்கும் பொதுவாத பயன்படுத்தாங்கன்னா என்ன காரணம் முதல் காரணம் மொத்தம் மூணே காரணம் நிறைய காரணம் கிடையாது வெக்கம் என்னது சாதா வெக்கம் அவமான படலும் என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க சிரிப்புக்காக நீ யோசிச்ச செகண்ட் வாய்ப்பு வேற யாருக்கோ போயிடுச்சு பயம் வெக்கத்தால இந்த வாய்ப்பை எத்தனை பேரு